பத்தான ஒரு மலை ச எடுத்து பே கல்லை வச்சு நல்லா சரி தானே கரெக்டாக நைப் ஒரு மணி ஃபாரஸ்ட் சைட்லாம் கூட்டம் வரமாட்டான் நீயே வந்துருப்போலாம் ஓகே ஹெட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிக்க விடலாமா சீக்கிரவான முன்னாடி பாத்து முன்னாடி பாத்து வீடியோ இருக்கும் பெரிய வணக்கம் இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மேலே வந்திருக்கோம் ரொம்பவே ஆபத்தான ஒரு மலை ஸோ இந்த மலை மேலே தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண போகிறோம் நாங்கள் இந்த மலை மேலே வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கேமராலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா சம்திங் என்னமோ சதீஷ் எனத்தையும் பார்த்துக்கலாம் ஸோ எங்களால் அப்படியே ரொம்ப மலை மேலே இருக்கும் மலை மேலே ரொம்ப தூரம் ஓடி வர வேண்டியிருந்துச்சு ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது இப்போது டைம் என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கால் தான் ஆகுது நமக்கு இங்கே என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மலை வந்து ஒரு குளம் இருக்காமா ஒரு குளம் மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு அளவு சைஸான குளம் அது பக்கத்தில் குகை இருக்காமா ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நைட்டு ஒரு மணி ஒரு மணிலேருந்து ஒன்றே காலம் இந்த மாதிரி டைமுக்குள்ளே வந்து பேய் ஒரு பேய் மாதிரி சவுண்டு மாதிரி ஏதோ வருது கரெக்டாக அந்த டைமில் வந்து நிறையா சவுண்ட்ஸ் வருது நிறையா சவுண்ட்ஸ் வருது நிறையா ஏதோ உருவமாக க்ளாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த மணிக்கு பதினொன்றே முக்கால் தான் ஆச்சு அந்த டைம் வரைக்கும் நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ண போகிறோம் ரொம்ப பயமாக இருக்குது இந்த மழை காட்டுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் பாம்பு கரடியெல்லாம் இருக்கலாம் நாங்கள் எல்லா ஆபத்தையும் போட்டுட்டு இங்கேயே ஸ்டே பண்ண போகிறோம் ரொம்ப பயமாக தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக எடுத்துட்டு எவ்வளோ அந்த டைமில் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அதை மட்டும் கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துவிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் ரொம்ப பயமாக இருக்கு ஓகே இந்த வீடியோவுக்கு நானும் சதீஷும் வந்திருக்கோம் ரெண்டே பேர் தான் வந்திருக்கோம் ரெண்டு பேரும் தான் போய் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அண்டு வழக்கம் போல தான் சதீஷே ஆஃப் பண்ணு கரெக்டாக இன்னும் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் சரி ஆமாம் நாங்கள் எப்படியோ பார்த்து பயமாக இருக்கோம் நம்மதான் ஒரு ஒரு சேஃபாக ஒரு சேஃபான இடம் நாங்கள் எங்கெல்லாம் போய் சேஃபாக உட்காடுறத பார்த்துட்டு சத்தம் அமைதி அமைதி ஏதோ ஒரு கல் மறுத்திருப்பாரு ஏதோ ஒரு சேஃபான இடமாக பார்த்து நம்ம வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் ஸ் ரொம்ப இருக்டாக இருக்குது நாங்கள் வர்ற வழியில் வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியல அந்த குளம் எங்கே இருக்குது குகை எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஸோ கரெக்டாக ஒரு மணிக்கு நாங்கள் வரோம் ஆஃப் பண்ணுறோம் ஓங்கிட்டியாண்ணாட ரெக்கர்ட் பண்ணுறேன் ஆமாண்ணா டைம் எவ்வளோ நைட் டிஷன் அங்கா இந்த அங்கே இருக்குண்ணா அடிச்சிட்டு போயிடுற போகிறாங்க மறந்துட்டு போயிடா சரி இருக்கட்டும் டைம் வந்து ஒரு மணி ஆகப்போகு ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த குளம் இங்கே பக்கத்தில் தான் இங்கே தான் இருக்கணும் ஸோ அதை தேடி போச்சு அந்த கொகையில் எதாவது திடீர் பார்க்க போகிறோம் எங்களுக்கு எங்கே சிறு போகிறதுன்னு சொல்லு பின்னாடி லைட்டரா லைட் அந்த இது பண்ண ஃபுல்லாக மழையாக இருக்குது அந்த லைட் இது பண்ண ஜூம்இன் பண்ண இந்த மாதிரி தானே ஆமாம் எங்களுக்கு லைசன் ஒரு சிறுத்தை கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு ஸோ சிறுத்தை இருக்கும்னு நினைக்கிறேன் சேஃப்டிக்கு கல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பேக் ஃபுல்லாக கல் வச்சிருக்கோம் ஏறுவேன் ஏற முடியாது நானும் ஏழுந்துட போறேன் நான் உள்ள என்ன வழி எங்கனா இருக்கே கைஸ் இப்போ என்னென்னா எங்களுக்கு வந்து அந்த இறக்க கண்டுபிடிக்க முடியல ஸோ இந்த மலை மலை வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது ஸோ இந்த மலை மேலே வந்து நான் மேலே ஏறி குழம்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன் சதீஷ் இங்கேயே வெயிட் பண்ண போகிறேன் நான் வந்து மேலே போய் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா சதீஷ் மேலே வருவான் ஸோ இதெல்லாம் வச்சுருந்தேன்னா என்னால் ஏற முடியாது ஸோ சதீஷ் இந்த அந்த நைட்ரிஷன்லாம் வாங்கிக்கோ கீழே வச்சிருண்ணா அங்கே வச்சுருண்ணா அங்கே எனக்கு லை மட்டும்பாதேன் ரொம்ப ஸ்டீப் ஆகுதா na பார்த்தீங்க வேணாண்ணா ஏழை குழந்தைக்கட குழந்தையா கீழே தான் இருக்கும் ஒரு வேலை லை லைட்டிங்கே வச்சுருக்கேன் வச்சிடாதீங்க ஹாஃப்ட் நான் சரி, நான் சரி. சவுண்ட் கேக்குது எங்க பாரு எங்க பாரு அப்படியாரு <muchan> <muchan> <saiden> <muchan> மாட்டி அமைதியா கொஞ்ச நேரம் அமைக்க சேஞ்சா கண்டுபிடிச்சா எங்கண்ணா ஆமா எப்ப ஃபைனலி எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு பார்த்து போனா இங்க இருக்கு இங்க அளவைகளோ தெரியல எழுதி இருக்குறோம்ண்ணா சுடுகாடு சுடுகா தெரியல அண்ணா சார் அண்ணா ஃபார்னு எழுதி தெரியுது தெரியலண்ணா ஃபைனலாக குளத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ ஒரு அப்புறம் நைட் விஷயம் நைட் விஷய வச்சுட்டு கேப்ஷர் ஆகான்னு பார்க்கணும் உள்ளுக்கு ஒரு சவுண்டு கேட்குது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சவுண்டு என் லைஃப்பில் கேட்டுதான் பாரு குளம் குளத்துக்குள்ள செடியா இருக்கு இது மழை மேல மலைக்கு நடுவில் இருக்குற சரீஸ் லைட் பண்ண சவுண்ட் கேக்குது அங்கெல்லாம் போக முடியாது தண்ணிக்குள்ள இறங்க அவ்வளோதான் ஓகே சார் என்ன என் சவுண்ட் மாதிரி இருந்துச்சுறாங்க அது லைட் அடிக்கிற மாதிரி ஆ கோகுல்ண்ணா இங்கே இருக்கிற ஒவ்வொரு நொடியும் பயமயமாக அள்ளுவிடுதுண்ணா ப்ளீஸ் நாங்கள் குளத்துக்கிட்டே வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் இது ஒரு இடத்துல ஃபீஸ் பண்ணுறோம் ஏதாச்சும் கேப்ச்சர் ஆகும்னு பார்த்துருக்கோம் சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது தண்ணிக்குள்ள தவக்கா சவுண்டு நினைக்கிறேன் பட் தவக்கா சவுண்ட் மாதிரி இருந்தது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நை டியூ கையில ரெடியா வச்சுக்கோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டோம் மணி இப்போ ரெண்டாக போகுது நிறையா கேப்ச்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் பட் மெயின் கேமராவில் எதுவுமே கேப்ச்சர் ஆகலை நைட் விஷனில் எதாவது கேப்ச்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு திடீர்னு பாறை சவுண்டு அப்புறம் உள்ள கூட ரொம்ப குதிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு ஸோ கண்டிப்பாக எதாவது கேப்ச்சராயிரு நினைக்கிறேன் நைட் விஷன் ஏதாவது கேப்ச்சர் ஆகிருந்துச்சுன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிவிப்போம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஏதோ ஃபினிஷ் பண்ணிப்போம் அடுத்த வீடியோ வந்து ஒரு வெறுத்திரமான தரமான வீடியோ வரும் ஸோ அது நம்ம சேனலை வெயிட் பண்ணுங்கள் ஸ்டேட்யூண்ட் இப்ப